அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவு வகைகளை பற்றியது இந்த பட்டியலில் சில பதினைந்து உணவுப் பொருட்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன உங்களுக்கு அமிலத்தன் இருப்பதாக நீங்கள் சந்தேகித்தால் அறிகுறிகளை மேம்படுத்த உங்கள் உணவில் மாற்றங்களை செய்யலாம் அதற்கு பிஎச்சின் அளவு நாலு அல்லது அதற்கும் குறைவாக உள்ள உணவுப் பொருட்களில் அமிலத்தன்மை அதிகமாக காணப்படும் அவற்றை தவிர்ப்பது நல்லது இறைச்சி உணவுகள் மாற்றச்சி பன்றச்சி ஆற்றட்சி பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை தவிர்க்க வேண்டும் அதிக கொழுப்புள்ள உணவுகள் அதிக கொழுப்புள்ள உணவுகளை உட்கொள்வது அறிகுறிகளை அதிகமாக்குறது கொழுப்பு அதிகமுள்ள உணவுகளான எண்ணெயில் வறுத்த உணவுகள் சிப்ஸ் எண்ணெயில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் கிரீம் மயோனைஸ் போன்ற உணவுகளை குறைவாக உபயோகப்படுத்தலாம் அல்லது தவிர்ப்பது நல்லது கரமான உணவுகள் மசாலா பொருட்கள் சோயா சாஸ் மற்றும் பினிகரை தவிர்க்க வேண்டும் சிட்ரஸ் பழங்கள் மற்றும் பழச்சாறுகள் சில பழங்கள் அறிகுறிகளை அதிகப்படுத்தும் தவிர்ப்பது நல்லது அவை ஆரஞ்சு எலுமிச்சை மொசாம்பி எலுமிச்சை பழச்சாறு அன்னாசி பழம் பிளம்ஸ் திராட்சை பழம் மாதுளம்பழம் ப்ளூபெரிஸ் பீச் பழங்கள் தக்காளி சால்சா தக்காளி சாஸ் போன்றவை பூண்டு மற்றும் வெங்காயம் வெங்காயம் மற்றும் பூண்டு போன்ற கரமான உணவு வகைகளை ஆசிட் ரிஃப்ளக்ஸ் உள்ளவர்களுக்கு நெஞ்சரிச்சல் போன்ற அருவிகளை தூண்டும் இந்த உணவுகள் அனைவருக்கும் தூண்டாது ஆனால் நீங்கள் வெங்காயம் அல்லது பூண்டு நிறைய சாப்பிட்டால் ஆசிட் ரிஃப்ளக்ஸை தூண்டும் சாக்லேட் கொக்கோ கலவையில் தயாரிக்கப்படும் சாக்லேட்களை தவிர்க்கவும் இதில் மெத்தில் என்ற மூலப்பொருள் உள்ளது இது ஆசிட் ரிஃப்ளக்ஸை அதிகரிக்கிறது கஃபைன்ஸ் உள்ளவர்கள் காலை காப்பிக்கு பிறகு அவர்களின் அறிவியல்கள் தென்படுவதை காணலாம் மற்றும் இனிப்பு சர்க்கரை கலந்த பானங்கள் இனிப்புகள் தின்பண்டங்கள் ஐஸ்கிரீம்ஸ் வெள்ளப்பாகு மேப்பிள் சிரப் தேன் முதலியவற்றை தவிர்ப்பது நல்லது சில பால் பொருட்களான எண்ணெய் கொல் புடிக்காத பால் சீஸ் மற்றும் பொழிப்பு கிரீ பாலாடை கட்டிகள் முதலியவற்றை தவிர்ப்பது நல்லது மற்றும் உணவுகள் உணவுகள் உங்கள் அமில அட்பிலையை பாதிக்கலாம் அல்லது எதிர்மறையான வழிகளில் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் அவற்றை கட்டுப்படுத்த முயற்சிக்கவும் மேலே உள்ள பட்டியல்களில் ஆசிட் ரிஃப்ளக்ஸை தூண்டக்கூடியது ஆனாலும் சில பேருக்கு இதில் சில உணவுகளால் எந்த பாதிப்பும் ஏற்படாது உங்கள் அறிகுறிகளை மேம்படுத்த மூன்று அல்லது நான்கு வாரங்களுக்கு பின்வரும் உணவுகளை நீக்குவது நல்லது இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மேலும் எங்களது புதிய வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் மேலும் லைக் ஷேர் கமெண்ட் செய்யவும்